வணக்கம் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி ஃப்யூச்சர் ஒன் மினி சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே வந்து ஆகஸ்ட் லெவன் இப்போ டைம் வந்து லெவன் டுவெண்ட்டி செவன் மார்க்கெட் சின்னதாக ஒரு டவுன்சைட் மொமெண்டம் இறங்குனதுல நமக்கு டவுன்சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு sell call ஜெனட் ஆகிருக்கு செல் கால் அப்படின்றனால ரெட் கலர் கேண்டல் ஓப்பன் ஆகிட்டு sell at 38,861.80 எயிட் நமக்கு sell call வந்திருக்கு கீழே red color கலர் target line, லைன் மேலே இருக்கு stop loss line இந்த சார்ட் டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான் ஸோ எவ்ரிடே வந்து லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்துட்டு ஸோ நம்ம செல் கால் பார்த்தோம் ஆக்சுவலி கால்ரேட் ஆகிறது மாற்றி மாற்றி தான் வரும் இது பாருங்கள் ப்ரீயஸ் டே வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஆக்சுவலி கேப் அப் ஓப்பனிங் ப்ரியஸ் டேல நமக்கு பைக் கால் ஜெனரேட் ஆச்சு அந்த பைக் கால்னுடைய மொமெண்டம் தான் இன்றைக்கி லெவன் ஓ இருந்திருக்கு அதாவது இந்த சார்ட்டில் என்ன கான்செப்ட் நாங்கள் ஆட் பண்ணுறோம்னா எப்போலாம் ட்ரெண்டு மாறுதோ அப்போலாம் நமக்கு கால் ஜென்ரேட் மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ப்ரியஸ் டேனுடைய பையிங் மொமெண்டம் இன்றைக்கி ஒரு லெவன் ஓ அப்புறம் சேஞ்ச் ஆகிற மாதிரி நமக்கு ஷோ ஆயிருக்கு அதனால் நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆகுது ஸோ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு கால் வந்து ஜெனட் ஆகும் பைக் கால்னால் அடுத்து செல் கால் வரும் செல் கால்னால் அடுத்து பைக் கால் வர மாதிரி ஸோ நம்ம வந்து ப்ரிகாஷனாகவும் ரெடியாகவும் இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி கால் வந்துச்சுன்னா செல் கால் தான் வரும் அப்படின் சொல்லிட்டு இப்போ நமக்கு செல் கால் ஜெனெட்டாயிருக்கு செல் கால் அப்படின்றதுனால ரெட் கலர் கேண்டில் ஸோ கேண்டல் கலர் வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துரும் இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்ட்டு செல் அட் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட்டி ஸோ அது ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டில் இருக்கலை அதுலேருந்து ஸ்ட்ரைட் ஒயிட் கலர் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட் கூட லைன் அதை வச்சு நீங்கள் ஐடியா பண்ணிக்கலாம் ஸோ இதில் வர என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லஸ் இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறத வச்சு உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வீக்லி எக்ஸ்பைரி டே வேறு ஸோ எக்ஸ்பைரி டே அப்படின்றனால பெரிய மொமெண்ட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் பட் இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட் தலை ஏன்னா ஆக்சுவலி ஆல்ரெடி கேப் அப் ஓப்பனிங் அந்த கேப் அப் ஓப்பனிங்லேருந்து ஒரு ஹண்ட்ரெட் பாயிண்ட்டுக்குள்ளே தான் இப்போ லெவன் டுவெண்ட்டி ஆகுது இப்போ வரைக்கும் மூவமெண்ட் வந்து போது பெரிய மூவ்மெண்ட் தர ஸோ இப்போ வர டொல்பே மார்க்கெட்காச்சு ஏதாச்சும் மூவமெண்ட் தருதா இல்லை மார்க்கெட் மொமெண்டம் அப்படியே ஸ்லோவார்க்குன்றதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா பெரிய மொமெண்டம் கொடுக்கவே இல்லை ஆக்சுவலி கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்து ஸ்லோவாகவே தான் ட்ரேடிங் வந்து போச்சு ஒரு 40 ஃபார்ட்டி பாயிண்ட்க்குள்ளே தான் பார்த்திங்க அப்படின்னா மூவமெண்டே இருந்துச்சு ஸோ அதனால் நமக்கு மார்க்கெட்னுடைய மொமெண்டம் ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுனால பெருசாக ட்ரெண்ட் சேஞ்சிங் வந்து கிடைக்கவே இல்லை மார்க்கெட் ஒரு வாலட்டைல் இல்லை வால்யூம் இல்லை எதுவுமே இல்லை ஒரு டெத்தான மார்க்கெட் மாதிரி ட்ரேடிங் வந்து போச்சு அதனால் நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுது பட் இது பார்த்திங்க அப்படின்னா பியூர் அண்ட் பியூர் மார்க்கெட்டில் வால்யூம் வாலட்டைல் எதுவுமே இல்லாதனாலையும் இது ஆக்சுவலி பார்க்குறக்கு ஒரு எக்ஸ்பெரி டே மாதிரி கூட இல்லை ஏன்னா எக்ஸ்பெயரி டே ஹெவி வால்டே இருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டாப்லாஸும் ஹிட் ஆகலை டார்கெட்டும் ஹிட் ஆகலை இன்பிட் இல்லை அப்படியே மார்க்கெட் வந்து சேஞ்ச் அவுட் நடக்குது ஸோ அதனால் இந்த ரேஞ்சில் எக்ஸிட் ஆகிறது நல்லது ஏன்னா சில சமய மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாளும் நல்ல மூவ்மெண்ட் தராது ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி நாங்கள் ஃபுல் டே பார்த்த வரைக்குமே கூட மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் தலை தான் ஆக்சுவலி மார்க்கெட் எண்ட் ஆஃப் த மார்க்கெட் வரைக்கும் கூட ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்குள்ள மூவ்மெண்ட்டே இருந்துச்சு நம்ம எவ்வரிடே இன்ட்ராடேட்டடேஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா ப்ராஃபிட்ஸ் எயின் பண்ணுவோம் ஃப்யூச்சரில் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் எயின் பண்ணுறோம் அப்போ நமக்கு வந்து ஆப்ஷனில் பாதி பாயிண்ட் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் ஆச்சு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ராடேட்டட் டேஸ்க்கு இன்றைக்கி ஒரு ஒர்ஸ்ட் டேவாக தான் இருந்திருக்கும் இதை பற்றின டீடெயில் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் இந்த சாட்டில் என்ன மாதிரி கால் வருது இதை பற்றின டெய்லி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலில் பாருங்கள் ஏன்னா நாங்கள் ஆக்சுவலி டெய்லி அப்லோட் பண்ணுறோம் இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் சப்போஸ் இந்த சாட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் என் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ